ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஷ்யூ பார்டர் சஃப்ஸல் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சேரியாக பார்த்துடலாம் இந்த வீடியோலையே நம்ம மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் சேரீஸ் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறதே எல்லோ வித் மெருன் காம்பினேஷனில் தாங்க ஆரம்பிக்கிறோம் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் எடுத்துகிறீங்க இந்த சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் ப்யூர் சில்க் சாரீஸ் கம்மிங் வித் சில்க் மாக்ஸ் சர்டிஃபைடு ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரி தாங்க பண்ணி பண்ணியிருக்கோம் பாருங்கள் பாடி ஃபுல்லாகவுமே இந்த புட்டாஸ் வரும் இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு கிடைக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குதுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குங்க சேரீ பார்சல் வாங்கும் போது நீங்கள் சேரீயுடைய அமௌண்ட்டு பே பண்ணலாம் பட் கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குதுங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை நீங்கள் சேரீ புக் பண்ணும் போதே பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ மட்டுமே கேஷ் ஆன் டெலிவரியில் உங்களுக்கு எங்களால் அந்த சேரீ புக் பண்ண முடியும் செகண்ட் பார்க்குறது ஸாரீ கலர் ப்ராணி பிங்க் பலூன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் காப்பர் சல்ஃபேட் ப்ளூ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மேங்கோ எல்லோ வித் மெரூன் காம்பினேஷன் பலுவன் ப்ளவுஸ் மெரூன் பாடி ஆஃப் சாரி மேங்கோ எல்லோங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் ஜரி தான் Top அண்ட் பாட்டமில் உங்களுக்கு ஜரி பார்டர் வந்துடும் Blouse ப்ளவுஸ் ஆல்வேஸ் ப்ளைன் Contrast கான்ட்ராஸ்டாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க் வேணுனாலும் நீங்கள் Blouseல பண்ணிக்கலாங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணி ஆளுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட்டு சேரீ பார்க்குறோம் பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ பாடி ஆஃப் சாரி பிங்க் கலருங்க டபுள் ஷேடில் இருக்கும் பிங்க் அண்ட் ஆரஞ்சு பிங்கிஷ் ஆரஞ்ச் ஸோ இந்த மாதிரி டபுள் ஷேடில் வரக்கூடிய எந்த கலர் எல்லாம் தயவு செஞ்சு வீடியோ ஃபோட்டோ ரெண்டையுமே நீங்கள் பார்த்துட்டு வாங்கிறது பெட்டராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு இதுவுமே டபுள் ஷேடு தாங்க பளுவன் பிளவுஸ் நேவி ப்ளூ பாடி ஆஃப் சாரி டபுள் ஷேடில் வருங்க அதாவது கிரீன் and வயலட் கலர் இந்த ரெண்டு காம்பினேஷனில் இருக்குங்க சாரி திருப்பும் போதெல்லாம் உங்களுக்கு நல்ல விசிபிள் ஆகும் பாருங்க க்ரீன் ஷேட்லேயும் இருக்கும் வயலட் ஷேட்லேயும் இருக்கும் நெக்ஸ்ட் பேட்டர்னில் சாரி பார்க்கலாங்க வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி சாரி புக் பண்ணலாங்க கஸ்டமர்ஸ் ரீசேலர்ஸ் ஹோல்சேலர்ஸ் எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க நீங்கள் அதை பார்த்து வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் இதுவுமே டபுள் ஷேடு தாங்க ப்ளவுஸ் ப்ளவுஸ் அண்ட் பல்லு ப்ளூ கலர் பாடி ஆஃப் ஸாரி பிங்கிஷ் ஆரஞ்சுங்க அண்ட் இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போதே இந்த சேரீயை நேரில் பார்த்து நம்ம கலர் சொல்லிட்டுருக்கோங்க ஸோ அதனால தான் ஒவ்வொரு தடையுமே நீங்கள் வாட்ஸ்அப்லேயே இந்த சாரி கலர் என்ன அப்படின்னு கேட்டாலும் வீடியோ பார்க்க சொல்கிறதுக்கு காரணம் வீடியோ எடுக்கும்போதே அதை பார்த்து கலர் சொல்கிறது அப்படிங்கம்போது எக்ஸாக்டாக இருக்குங்கிறதுக்காக தான் ப்ளவுஸ் இது வந்து டபுள் ஷேடுங்க ப்ளவுஸ்ன்னு பள்ளு ப்ளூயிஷ் க்ரீனில் இருக்கும் பாடி ஆஃப் சாரீ வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்குங்க கொஞ்சம் டார்க் ஆரஞ்சில் இருக்கும் அண்ட் இது எல்லாமே கைத்தறி புடவைகள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் இருக்குங்க எது பாருங்கள் இது கொஞ்சம் கோல்டன் எல்லோ அந்த கலரில் இருக்கும் பாடி ஆஃப் சாரி வந்து கோல்டன் எல்லோவில் இருக்கும் இது வந்து ரெட் காம்பினேஷனில் கோல்டன் எல்லோ அப்படிங்கிறதுனால அந்த ரெட் கலர் த்ரெட்ஸ் வந்து பாடியில் நல்லா தெரியுங்க எப்படி நம்ம BLACK கலர் வந்து ஆட் பண்ணால் நமக்கு பிளாக் கலர் த்ரெட்ஸ் தெரியுதோ அது மாதிரி இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அதாவது லைட் மேலே டார்க் கலர் அப்படிங்கும்போது அந்த dark color THREADS வந்து தெரியுங்க பாடி சாரி எல்லோவில் இருக்குங்க அதாவது கோல்டன் இருக்கு இருக்குது பலூன் ப்ளவுஸ் ரெட் கலர் என்னடா எப்பவும் நல்லா வந்து பேசுவாங்களே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குமே இப்போ கொஞ்சம் எனர்ஜி லோவாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறிங்களா கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸுங்க ஸோ அதனால் அதிகமாக பேச முடியல இப்போ பார்க்குற பழுவன் ப்ளவுஸ் டார்க் பிங்க் பாடி ஆஃப் சாரி ராயல் ப்ளூ பாடியில் வரக்கூடிய புட்டால் ஒரு ரோ சில்வர் சரி ஒரு ரோ கோல்டு சரிங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் கண்டிப்பாக இதுக்கு வந்து அதிகம் வாண்டடாக தான் இருக்க போகுது பாடி ஆஃப் ஸாரி பிங்க்குங்க பேபி பிங்க் மாதிரி இருக்கும் பளு அண்ட் ப்ளவுஸும் அதே மாதிரி லைட் ப்ளூவில் தான் இருக்கும் சீ ப்ளூங்க இது பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் சரி ஒரு ரோ கோல்டு சரி டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய பார்டருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க இந்த சாரீக்கு நெக்ஸ்ட் சாரி பார்த்துடலாங்க பாடி ஆஃப் சாரி ப்ளூ கலர் பலூன் ப்ளவுஸ் மெஜந்தா கலருங்க ஃபுல்லாவே கோல்டு சரீ இருக்குதாங்க ஸோ ஐ ரிப்பீட் த சேரீ பிரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் டு ஆல் ஓவர் இண்டியா இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபுள் there is a extra shipping charges for international shipping cash on delivery option also available there is a extra charges for cash on delivery also so these are all handloom made pure silk sarees coming with silk mark certified and this saree பளு அண்ட் ப்ளவுஸ் மெஜந்தா பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலர் அண்ட் கோல்டு டெஸ்ட் ஸரி வி ஹாவ் யூஸ் இன் திஸ் சாரி த புட்டா வில் பி தேர் ஆல் ஓவர் த பாடி லெட் சீ த நெக்ஸ்ட் சாரி கிரீன் வித் காஃபி ப்ரௌன் காம்பினேஷன் பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலர் பளு அன் coffee brown gold tested zari only we have used in this saree you can contact us through whatsapp whatsapp number is given in description 9043809562 is the whatsapp number for customer 735820201 is an whatsapp number for resellers and wholesalers. Palloon blouses dark maroon body of saree orange color fully gold tested saree we have used next saree which is in coffee brown and parrot green combination palloon blouse parrot green body of saree coffee brown see the back side of the saree the putta will be there entire body of the saree let's see the next one balloon blouse double shade pinkish orange body of saree blue color here put us one row silver zari and one row gold zari prepayment options available you can use account transfer or paytm or google pay or phone pay there is no extra charges for prepayment next to saree body of saree green colour pallone blouse dark coffee brown next saree i repeat the price of the saree 5500 with free shipping to all over india you can book single saree also we can provide single saree to number of sarees with free shipping to all over india but in cod in cash on delivery we can provide one one or two sarees only in pre payment options you can buy n number of sarees பல்லுன் ப்ஸ் ஆனந்தா ப்ளூ பாடி கலர் பாடி ஆஃப் சாரி கலர் நேவி ப்ளூ நெக்ஸ்ட் சாரி பல்லூன் பிளவுஸ் கிரீன் கலர் டபுள் ஷேட் கலர் பாடி ஆஃப் சாரி டார்க் ஆரெஞ்ச் ஒன்றோ சில்வர் சாரி ஒன்றோ கோல்டு சப்போஸ் இந்த கலெக்ஷன்ஸ்ல நீங்கள் பிடிச்ச சாரீஸாக உங்களால் புக் பண்ண முடியல நீங்கள் கேட்டு சோல்டுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா வெரி பண்ணிக்காதீங்க நம்ம ஆல்ரெடி சொல்றதுதான் ஹோப் அதாவது நம்பிக்கை மட்டும் எப்பவுமே வந்து விட்டுறாதீங்க நம்ம இந்த ஸாரீ செலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம வாழ்க்கையிலுமே நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த நம்பிக்கையோடு நம்ம எப்பவுமே முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் சக்ஸஸ் நடக்கும் பலூன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ பாடி ஆஃப் சாரீ கிரீன் கலர் பாடி ஆஃப் சாரி இங்க் ப்ளூ பலூன் பிளவுஸ் silver கிரேங்க silver கிரேங்கும் போது லைட் கிரேவாக இருக்கும் half white அப்படின்னு இல்லாமல் கிரே கலரும் இல்லாமல் silver கிரேவாக இருக்கும் அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா கால்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதை தான் திரும்பவும் நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் கால்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எந்த என்கொயரியாக இருந்தாலுமே வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பண்ணலாங்க அண்ட் ஒரு தடவை மெசேஜ் பண்ணிவிட்டு மெசேஜுக்கு ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ரிப்பீட்டடாக மெசேஜ் பண்ணுறது இல்லை வாட்ஸ்அப் கால் பண்ணுறது இப்படி பண்ணும்போதும் உங்கள் மெசேஜ் என்னாகும்னா பின்னாடி பின்னாடி போகும் அதாவது ரீசன்ட் மெசேஜாக போகும் அப்படி ரீசன்ட் மெசேஜாக போனாலும் எங்களால் உடனே உங்கள் மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ண முடியாதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் ஸாரி பிங்க்குங்க டார்க் பிங்க்கில் இருக்கும் பலன் பிளவுஸ் கிரே கலர் டபுள் ஷேடுங்க இதுக்கு முன்னாடி நான் காட்டுனது வந்து கொஞ்சம் டபுள் ஷேடில் தான் இருக்கும் ஃபுல் ரெட்டுன்னு சொல்ல முடியாது பிங்க்குன்னு சொல்ல முடியாது ஸோ ரெட் அண்டு பிங்க் அந்த ரெண்டு காம்பினேஷனில் வந்தது தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த சாரி இப்போ பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க்குங்க இது கொஞ்சம் டபுள் ஷேடில் தான் இருக்கும் பாடி ஆஃப் சாரீ ப்ளூ கலர் அண்ட் ஹண்ட்ரட் இந்த சாரி வேணும்னா மட்டுமே பிக்சரை சென்ட் பண்ணி புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது பலூன் ப்ளவுஸ் பிரிக் ரெட் பாடி ஆஃப் சாரி டார்க் நேவி ப்ளூ நெக்ஸ்ட்டு சாரிங்க சேம் பேட்டனுங்க பாடி ஆஃப் சாரி ராயல் ப்ளூ பலூன் ப்ளவுஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற லாஸ்ட் சரி இதுதாங்க இந்த ஒவ்வொரு சேரீயுமே ஹேண்ட்லூமே மேட் ப்யூர் சில்க் சேரீங்க ஒவ்வொரு சேரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் சில்க் மார்க் டேக் அப்படிங்கிறது அந்த கிளாத் அந்த ஃபேப்ரிக் வந்து ப்யூர் சில்காக இருந்தால் மட்டுமே தான் அதை அட்டாச் பண்ண முடியும் அந்த கார்டுங்கிறது அது சில்க் ப்யூர் சில்க் தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான கேரண்டிங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் வயலட் கலர் சாரி பாடி ஆஃப் சேரீ வைலட் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் பெய்ச் கலருங்க எல்லா சாரீஸுமே காட்டியாச்சுங்க ஒவ்வொரு சேரீ கூடையும் இந்த சில்க் மார்க் டேக் கட்டாயம் வந்துடும் பிடிச்சவங்க வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் Thank you Thank you for watching